அடர்ந்த காட்டுல அப்புறம் ஒரு எலி மானோட வருகைக்காக ஆவல காத்திருந்துச்சு நாலு பேரும் நல்ல நண்பர்கள் சந்திக்கிற இடம் ஒரு ஏதாவது ஆபத்துக்கு அவனுக்குதுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தான் காக்கா வேகமா பறந்து நீ வேட்டக்கார கடலைப்படுற மாதிரி வேட்டக்கார்கிட்டைய கப்போ காடனே மான் மான் இதுதான் அத பார்த்த வேட்டக்காரன் இன்னைக்கு நல்ல வேட்டைதான் நல்லா குட்டி மன கிடைச்சிருக்கு சந்தோஷப்பட்ட விடுக்குள்ள பயந்த நேரம் வேகமா ஓடி மறைஞ்சிருச்சு நீ வாழ்ந்து தா இன்னும் நிறைய கதை இருக்கு